ரஜீம் எறியப்பட்ட ஸ்ரீதான்குடி திங்குகளை விட்டும் காவல்பாடு தேடுவோமாக அளவற்ற அருளாளனும் மிகரற்ற அன்புடைய அவ்வாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் குஸ் பஹ ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும் அன்பும் அன்புரும் சலாமும் சலபாற்றும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கே உண்டாகுக அதன் அதன் தராத படிக்கரசக்கண்ணம் அழித்து தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கின்ற அப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக இன்னும் அவனுடைய ஒளிவில் நின்று ஒளிவாகி தெளிவில் தெளிவாகி அவர்கள் மீது சலபத்தனும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற அறிவில் பெரியவர்களே அருமை வாலிப தோழர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நம்முடைய பெருமானார் அவர்களுடைய சலபாத்தையும் மோதி சங்கையாக சற்று நீங்கள் இருந்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல சரித்திரமாக கூடியது நாயகி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்புடைய பெண்மணியினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த சரித்திரம் அவர்களுடைய பாசியில கற்புடைய பெண்மணி என்பதாக அதற்கு பொருள் பொருள் ஒரு கற்பியினுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பு சொல்லி நிறையப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்து இருக்கின்றோம் ஆகவே அனைவர்களும் அமைதியாக இருந்து கேட்டு நம்முடைய பெருமானார் அவர்கள் மீது சலபா திவதி சங்கையாக இருந்து கேளுக்குமார் உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம் சுகமாக வாழ்ந்து மிசர் நாட்டிலே நாடுகளில் மிசர் என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஹபீபும் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் மக்களாக இருக்கும் அவர்களை விட்டு அவர்களுடைய தாய் தந்திர்கள் காலமாகிவிட்டார்கள் அதன் பின்பு அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் ஒத்துமையான முறையில் இருந்து காலத்தில் அவர்களுக்கு ஆண்டவன் வேண்டுமான சொத்துசுவங்களையும் ஆசிபாக வேண்டுமான கொடுத்த அந்த பண்புடையவர் பாசமுடையவர் ஒழுக்கமுடையவர் அந்த ஹபீபும் அண்ணன் தம்பி ஹாலிதீனும் இரண்டு பேர்களும் ஒத்துமையான முறையிலே ஜீவித்து வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய காலத்தில் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயது வந்து அப்ப தம்பியை பார்த்து சொல்லுகின்றார் அருமை சகோதரன் ஒரு வீட்டுக்கு பெண் இல்லாத வீடு அது வீடு ஆகாது நிலவில் வீட்டுக்கு விளக்காக இருக்க வேண்டுமையானால் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பெண் வேண்டும் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயதுடனாக இருப்பதனால் நாம எங்கேயாக சென்று நமக்குரிய ஒரு பெண்ணை மணம் முடிக்கவேலும் என்றி மனமும் வந்து சொல்லி தீனே இப்படி என்னுடைய ஒரு நாட்டம் அதற்கு தகுந்த ஒரு யோசனையை சொல்லு என்று தம்பி இடத்திலே கேட்டார் அப்ப தம்பி சொல்லுகின்ற சகோதரனே செல்வாக்கால நாம் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் நாட்டுடைய நம்மளுக்கு பழக்க வழக்கம் தெரியாது அப்படி இருப்பதனால் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் போய் பெண் கேட்பது என்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லை ஆகையினால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது நம்முடைய தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பராக இந்த முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு பெரியார் என்று வீட்டுக்கு சென்றதும் வரவேற்ற மக்களே என்னுடைய வீடு தேடி வந்ததும் நாங்க என்னுடைய பின்பதாக வீட்டை தேடி வந்திருக்கின்றார் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனாலும் வயதுடனாக இருப்பதனால் என்பது தெரியாதபடி சொன்னால் நீங்கள் அதை நிவர்த்தி வைப்பீர்கள் நல்ல குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்து முடித்து வைப்பீர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நம்மளை மதித்து நம்மளை கண்ணியப்படுத்தி இந்த அளவுக்கு நம்முடைய நண்பருடைய மக்கள் நம்மிடத்தில் வந்து சொன்னதனால் அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு குடும்பத்தில் பெண் பார்த்து முடித்து வைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திருவார் பெரியவர் பெரியவர் எண்ணுகின்றார் இவர்களுக்கு நாம் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து மனமுடித்து வைப்பது என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருகின்றார் இவருடைய தகுதிக்கும் அவருடைய குணத்துக்கும் பணத்துக்கும் தகுந்த முறையில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் வைக்க வேண்டுமே ஆனா ஷாம் நாட்டுல லாபி ஆலிம் என்று சொல்லக்கூடியவர் சபூர் மார்க்கத்தின் நல்ல முறையிலே படித்து முடித்த அந்த மாபெரும் மார்க்க பெரியாருடைய ஒரே மகள் விசுவ அந்த பெண்மணி மிக்க நல்ல அழகுடையவர் இன்னும் அல்லாவுடைய பயமுடையவர் பக்தி உடையவர் பாசமுடையவர் விசுவாசமுடையவர் நம்பிக்கையுடையவர் மட்டுமல்ல பெண்களுக்குரிய அச்சம் மடம் பயிர்ப்பு தன்மை பொருந்தியும் போவதற்காக வேண்டி தன்னோடு இரண்டு பேர்களையும் அழைத்துக் கொண்டு மூன்று பேர்களும் வீட்டுக்கு வந்தவுடனே அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு மூவர்களை வரவேற்று இருக்கருந்து அந்த பெரியார் என்னுடைய இல்லம் தேடி வந்த சொல்லுங்கள் என்றார் aso tode kadi ruwa ar hadirna தவ புதல்விஸ்க்கூடிய அந்த உயர்காக நாங்கள் நாங்கள் பெண்கேட்டு வந்திருக்கின்றோம் நீங்கள் எந்த விதமான இவர்களுக்கு நீங்கள் மனமுடித்து கொடுக்கணும் என்று மனமோந்து சொன்னார்கள் சொல்லுகின்றார்கள் பெரியார் அவர்கள என்னுடைய மகளோர் மார்கடி அமல் செய்யக்கூடிய அறிஞ்சிருக்கோம் அதன்படி அமல் செய்யணும் அப்படி நல்லவராக இருந்தா என்னுடைய மகள் நான் அவருக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன் எந்த விதமான ஆட்சேபனையும் என்று சொன்ன உடனே அதே நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய நேரத்தில் அபி இப்படியே கண்கள் நின்று அப்படியே கண்ணீர் வடிக்கின்ற சுபகானல்லா அழுகின்றார் அது கண்டு அந்த பெரியவர்கள் கேட்கின்றார்கள் அருமை நண்பரே ஹபீப் அவர்களே ஏன் அழுகின்றீர்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது ஹபீப் சொல்லுகின்றார்கள் பெரியார் அவர்களது எங்களுக்கு ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்தான் ஆனா அந்த ஒரு செல்வத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் கல்வியை படிக்கல ஜபூர் மார்க்கத்தை ஓதல அது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே குறை ஒரே என்று அந்த ஹபீபு சொன்னார் அது கேட்டவுடனே தில் அவருக்குனபூர்வமான ஒரு எண்ணம் இருக்குமே ஆனா நானே அவருக்கு ஓதி கொடுக்கிறேன் இந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கிறேன் அப்படி படித்து முடித்ததுக்கு பின்னாலே என்னுடைய மகளையும் அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கின்றேன் எந்தனையும் கிடையாது அதற்கு அவருக்கு சம்மதமான கேளுங்கள் நமக்கு பெண்ணுக்கு பெண்ணும் கிடைக்கின்றது அதே நேரத்தில் நம்மளுக்கு கல்வியும் கிடைக்கின்றது இதை உலகத்துல ஒரு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாது என்று சம்மதித்தார் ஆகவே இரண்டு பேர்களையும் அதே ஊர்ல வைத்து டவுன் மாதங்களாக அந்த இடம் ஆலும் இடத்திலே தங்கி இருந்து இந்த ஹபீப் என்று சொல்லக்கூடியவர்கள் சபூர் மார்க்கத்தையும் நல்லபடியான முறையில் அவர்கள் ஹபிபாகுகுடி அவர்கள் பல மாதங்களாக அங்கே தங்கி இருந்து ஜபூர் மார்க்க நல்லா ஓதி முடித்ததும் அவர்களுக்கும் அந்த நாடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு ஹபீபை மணமகனாக ஜோடித்து அந்த ஹிஸ்வத் அம்மா அவர்களை மனப்பெண்ணாக ஜோடித்து என்ன ஜபூர் மார்க்கப்படி முன் உண்டான மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருந்த ஹபீபுக்கும் அவர்களுக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார் கல்லிணைந்த அபிபவர் கீழ் கல்யாணம் con கல்யாண நிரப்பமாக முடிந்தது அந்த ஜனங்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்தி போற்றி அவர்களை புகழ்ந்து செய்யக்கூடிய மரியாதைகளை சென்றார்கள் அதன் பின்பு கல்யாணம் முடித்த மணமகனாகிய ஹபீபும் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மணவரை என்று சொல்லக்கூடிய மனவரையில் அன்று இரவு தனித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மன நிறைவு பெறக்கூடிய முறையில் அந்த என்று சொல்லக்கூடிய பெண்மணி எழுந்திருத்து கணவருடைய முன்பதாக வந்து அவர்கள் ரொம்ப மரியாதையாக நின்று அவர்களுடைய பாதார b உள்ள அவர்கள் எழுந்திரித்து கணவனுடைய காலத்தோடு கண்ணிலே வைத்து மரியாதை செய்து சொல்லுகின்றார்கள் அருமை நாயகர் அவர்களை உங்களிடத்தில் என்பதாக எண்ணுகிறேன் மகிழ்ச்சி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்ப அந்த சொன்னார்கள் அருமை நாயகர் அவர்களை இந்த உலகத்தின் கண்ணில் அல்லாஹு ஆண்டவன் ஜோடியாக இணையாக துணையாக சேர்த்து வைத்தார் அந்த நன்றாக நம்முடைய சபூர் மார்க்கப்படி உண்டான ஒரு முறை ஒன்று இருக்கிறது அது என்ன முறை தெரியுமா நம் இரண்டு பேர்களையும் இணையாக துணையாக ஜோடியாக சேர்த்து வைத்த அந்த இறைவனுக்காக வேண்டி நோம்பு இருக்க வேணுமே நன்றி செய்ய முறையில் நாற்பது நாள் நோன்பு இருப்பதாக சொல்லுகின்ற நோம்பு நோற்பதற்கு தகுதி இல்லாதவனா ஆகினால் உங்களுடைய விருப்பப்படி நானும் நாற்பது நாளைக்கு நோன்பு வைக்கின்றேன் நாற்பது நாள் நோம்பையும் நோற்போம் என்று அந்த ஹபீபு சொன்னார்கள் அது கேட்டு அந்த நாயகி சொன்னார்கள் இந்த நாற்பது நாள் நோம்பு நிறைய பேரும் அது முடி வரைந்திரமும் நாம் உலகத்துடைய ஆசா விட்டு